السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله நீண்ட கிடைக்கூடியவர்கள் தனக்கு வைத்துக் கொண்டால் பொருளாதார மற்றும் பணம் இருந்த போது நீண்டா வாழ்ந்தா சொல்லி தங்களுடைய வழிமுறைகளை தவறாக தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார்கள் பெருமிக்க மனைவி வந்திருக்க மாட்டால் சொந்தப்பட்ட மன்னிக்காது I guess. <laughs> முதல்ல மழை வேணும்னு சொன்னா செஞ்சு கௌபாசி தானே பார்த்தோம் அதனாலதான் முன் காலத்து அவர் வழக்கம் இருந்தது மழையை சம்பாதிக்க உழைப்பவர் நிறையா இந்த பொருளாதாரம் என்று நினைக்குமா என்று நாம் யோசித்திருக்கிற 국민 aerospace சொன்ன மனிதம் பேச விஷயம் பொருளாதாரம் சம்பாதிக்கிறது இரண்டாவது அல்லாவி தெнима இல்லை ஆன் இலவ கொச்சி அப்போ ஒரேラーகீமா சொன்னாங்க அல்லாஹ் சொன்னதனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இதுக்கு பேரு ஹதீஸ் புதுசி ஜோlogback அல்லாஹ் डायरेक्टली சொன்னா குர்ஆன் ஆயத்து ரசூலுல்லாஹ் डायरेक्टली சொன்னா ஹதீஸ் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்லி மத்தருக்கு சொல்லுங்க சொன்னா அதுக்கு பேரு ஹதீஸ் புதுசி இந்த ஹதீஸ் புதுசியில அல்லாஹ் நம்மட்ட டைரக்டா பேசுறான் அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் செய்யறான் அல்லா ஒரு விஷயத்தை கொண்டு வடக்கு வழிபாடுகளை கொண்டு நீ என்னை நெருங்க நினைத்தால் தினம் நீ எந்த பணத்தை விரும்புகின்றாயோ அந்த பணத்தை கொடுத்து உன்னுடைய தேடுவோ அந்த மனசை சாதப்படுத்துவதற்கு நான் உனக்கு பொருளாதாரத்தை கொடுக்கிறேன் சொல்றான் வா அஸ்த த பக்கடக்க உட எடுக்க முடிய ஏளாமே ஏளமையில இருக்கு நான் விரட்டி விடுவேன் பதியுது நான் பத்தி சொன்னாங்களா பத்தி சொன்னானே ஏளமை என்னுடைய ஏளமையை நான் விரட்டிருவே அப்படினட்ட சொல்லிடுcolorPrimary அந்த மார்க்கம் கொள்கை விவாகத்தை செய்ய ஒரு காலமும் போகவே போகாது நல்லது கிட்ட வாங்கி கொடுக்க முடியல உங்களுக்கு பொருளாதாரம் பொருளாதார உடல் பொருளாதாரத்தில் வாக்குறாரோ அவரும் செய்ய வேண்டிய ஒரு சுசி விட முடியுமா அவர் தங்களுடைய உமா <duy con> <prosic>. <peroING> <laughs> பெர்மானா சலாத் ரெக்ட் சொல்றாகே ஒவ்வொரு வரக்கத்தின் வெள ஒரு இனிய கால வாரன்னு சொன்னா நீங்களுடைய இரத்த பொருளை சேந்து வாழும் பேறால அது ஒரு வரக்கு தெருக்கு. இன்னொரு ஒரு பை டேர் பேஸ் இருக்கிற ஒரு சகஜ பார்த்தா அஜத் துலீரா ரசூலுல்லாஹி ஹதி எல்ல தலாம் எல்லாம் முடிச்சு எல்லாம் முடிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த எல்லா காரியத்தையும் முடிச்சாங்க. கலென்சியா பை தர குவவ ஒனி அலோ அழுவைகளே அல்லா போகின்றே போயிருக்கா சிறையா சொந்த உறவுகளை முறைச்சு வாழக்கூடிய வாழ்க்கையில அல்லாத கிடைக்கும் எப்படி நான் தி போய் தான் கஷ்டத்தை சொல்லவே முடியல நீ டாக்டர் தான் சொன்னா ரொம்ப டிப்ரஷன் தான் மன அழுத்தத்துல போறவங்கள சீக்கிரமாout ஆ போறாங்க மன அழுத்தத்துல நீ வெளிய வரதுக்கான ஒரே ஒரு தீர்வு நல்ல சட்டம் போட்டு அனுபவ இல்ல நெருங்க சொல்றதுக்கு ஒரு பிரச்சனை சொல்லி தீர்த்து நீ அவங்க ஒரு பிரச்சனை சொல்றதுக்கு நம்ம யாராவது இருக்கா ஏシャルமி திரும்ப வந்து நல்ல சட்டம் போட்டு நல்ல காவ அடுத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐந்தாம் வரிவரே நமக்கு சொல்லி காமிக்கின்றார்கள் ஒரு விடுதலை பெற்றவர் இந்த காலத்தில் தகுதி படைத்த ஒரு மனிதன் நீங்கள் பாதையை செலவு செய்ய வேண்டும் என்றால் தாராளமாக செலவு பண்ணுவ அல்லாவ சார் தர முடியுமா எடுத்தாலும் சென்னை வருது பொரு ஒரு நிமிஷம் பாப்பாஇதன் புத்தி sagtekan anchiruvadhu illa na parchu vaangu neeye ediye poringa oru vaachi ediyala vaanga mudiyuma thirupatti kuda oru vaara rendu vaachi poranje thirupatti kuda manniyana korukku marichu vaanidral apu alu marichu vaanga kaala maathirum bodhu adhu avana kudukku mari andu oru vaachi palyaasukku enna prothemu tharaadhe 10 pai seindhala 10 vaar varum oru vaachi mattum 100 vela உங்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை பொருளாதாரம் அதிகரிக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்றா நமிய நியாயமே அல்லாஹ் நன்றா சொல்றாங்க உங்களுடைய குடும்பத்துக்கு தொழிலை ஏவி தொழில் தொழிலை நீங்களும் அந்த தொழுகையில இறைத்து அண்ணா சொன்னி நம்ம வீட்டுல இன்னைக்கு ஜும்மா யாராவது சாப்பாடு பொருளாதார அங்கீகரிக்கோட நீங்க நீங்களும் தொழுங்காக்குங்க இப்படின்னு சொல்லிட்டு அல்லா நீ பாக்கல அடுத்த உங்களுக்கு உணவு அளித்து நான்தான் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கிறப்பா அதனால இனசே குடும்பத்துக்கும் தொடங்கிய நீயும் பிணை காட்டிக் கொள்ளு நாட்டு தக்குவா எழுதி நன்முடிவு முத்தத்தை தக்குவாத ஏராதானல்லாவை பயன்படுத்தும் இருக்கா ஏற்பட கூடிய பிரச்சனைகளில் இருந்து அவருக்கே தெரியாத அது மட்டும் இல்ல சிந்திக்காத திசையிலிருந்து முழுமையாக <laughs> செம்ப செழமை செம்ப ஷாபா கரை பதவியில் வரக்கூடிய ஒரு இரவு அந்த இரவு நிலைமை ஆசை போது மற்ற விஷயங்களா இருக்கிறது அந்த பதவிக்கு வந்ததுதான் இஷாந்தா இருக்கிற இஷாநாள் நிர்வாகத்தில் அன்பை கேட்டுக்கிட்டு நம்ம ஒரு வாட்டியான அறிவிப்பு பண்ணுவோம் பதினஞ்சு நாள் சும கதை இன்னும் பதினைஞ்சு நாள் இருக்கு பதினைஞ்சு நாள் கூட கொஞ்சம் கொஞ்சமா சோபா செஞ்சு ரமலாறு உண்மையானது ரமலாறு நன்மை செய்வதற்கு முயற்சி செய்யுங்க எதையுமே நம்ம ரொம்ப ஆஷா ரொம்ப ஆணா சொல்லக்கூடாதுதான் பொறுமையான முறையில் சொல்லிட்டு நடக்கிறது ஏதோ ஒரு மருத்துவமனை மருத்துவமனையில் அரவிந்த் அகல்வா அகல்வா மருத்துவமனையும் நம்ம பள்ளிவாசலும் இணைந்து நடத்துறாங்க அவங்க வந்து போராட்ட அனுமதி தட்டுமா கேட்கல நம்ம எல்லாமே நல்ல கிடக்கிறவங்க முயற்சி செஞ்சு அப்படி ஒரு மண் கண் மருத்துவமாக நடத்தி ரெண்டுமே இணைந்து நடத்துறாங்க அதில் வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி நடச்சு அதே நிறைய பேர் பயன்படுத்துறதாக தெரியல இப்ப நடக்கக்கூடியதான் கண்ணில் குறை இருக்கிறவங்க கண் வாங்க தெரியாதவங்க கண்ண நீர் போறவங்க கண் அடிப்படை உடுத்த தேவைக்குள்ள மக்களுக்கு தெசியில் இருந்து பள்ளியை பெண்மணிகள் இங்கே ஒரு குமர் காயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேலை எதுவும் ஆர்வம் மாட்டாமல் எதுவும் கிடைக்கும் அதை நம்பி அவள்ஷாலாம் வெளியே கொடுக்கிறாங்க ஒரு கொமற் காயத்துக்காக கொமரையவே சித்ததுக்காக கூடைய கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க நம்மளால் எந்த உதவியில் செய்ய முடியுமோ மின்ஷா அல்லா செய்து கொடுங்கள் அடுத்த குமரர்களின் கண்ணீரை நாம் துடைக்கும் போது நமது கண்ணி உடாமல் நல்லா பாதுகாக்கப்படுவோம் என்பதை கவனத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய கட்டுப்படிவான இஸ்லாம் வலைக்கும்